மக்கள் அழுகும் போது மையத்தார்ந்து சொல்லும் மக்கள் அழுகும் போது மையத்தார்ந்து சொல்லும் கக்கம் அழைத்து அழுகை நீர்வடி காதீன் பெற்றேன் வாழ்த்தேன் பேரில் வைத்தேன் பெட்டேன் வாழ்தேன் ிய உங்கள் பேரில் வைத்தேன் இழந்து செல்வேறே அழுகாதி என்னாலும் செழிப்பா இருக்க நீங்கள் கண் கூழிந்தீர் என்னாலும் செழிப்பா இருக்க நீங்கள் கண் கூழிந்தீர் இந்நாளில் என் என் பிடித்தார் அழுகாதீர் இந்நாளில் என் உயிரை என்ன பிடித்தார் அழகாதீர் அவளும் ஆதரவி உங்களுக்கு அவ்வாகு என்னாலும் ஆதரவி உங்களுக்கு வல்லோனின் ஏவல்லி வெள்ளலாட்சி அழுகாதீர் வல்லோனின் ஏவல் என்னை வெள்ளலாட்சி அழுகாதீர் என்னிரல் துண்டே எத்திமான் நீரின் ரோடு துண்டே எத்திமா நீரின் ரோடு பன்னீரும் பதறி நொந்த அழுகாதீர் கண்ணிரும் கண்ணீரும் பதறி நொந்து அழுகாதீர் உங்கள் அழுகையினால் அங்கே ஆதாபடைவேன் உங்கள் அழுகையினால் அங்கே ஆதாபடைவேன் எங்கினக்கு மேற்றங்கள் கேளுங்கான் அழுகாதீர் அங்கினக்கு ஏற்றங்கள் கேளுங்கானும் அழுகாதீர் உங்கள் போல துக்க வாடி எங்கும் நீருக்கு உங்கள் போல துக்கம் வாழி எங்கும் நீருக்கு எங்கள் காலை வீர்களோ என் முன்னே அழுகாதீர் எங்களை வீர்களோ என் முன்னே அழுகாதீர் இங்கிருக்கும் போதே என் முகத்தை நீர் பார்த்திடுங்கள் இங்கிருக்கும் போதே என் முகத்தை பார்த்திடுங்கள் இங்க விட்டு போன பின்பு ஏக்கம் கொண்டு அழுகாதீர் இங்கு விட்டு போன பின்பு ஏக்கம் கொண்டு அழுகாதீழை மேகிதம் மாச்சி வீணாக நேரம் மாச்சி ஏழை மேகிதம் மாச்சி வீணாக நேரம் மாச்சி ஏழை குழு பாட்டி எடுங்கள் நும் தழுகாதீ ஏழை கூழி அருமை பெரியோர்களே தாய்மார்களே தன் பந்துக்களுக்கு சொல்லுவது என் சொந்த பந்துகளே ஏன் அழுக வந்தீர்கள் என் நோட்டமிடு கழுகாதீர் கூட்டமுட்டமுடனே குலாவிருந்து உங்களையான் கூட்டமுட்டமுடனே குலாவிருந்து உங்களையான் நோட்டமிடும் தனியானேன் நொந்து மனம் மழகாதீர் நோட்டமிடும் தனியானேன் நொந்து மனம் மழகாதீர் இன்னும் உங்களோடு இருக்கனக்கு ஆசைகள்தான் இன்னமும் உங்களோடு இருக்கனக்கு ஆசைகள் தான் என்ன சிவன் எம தூதரு என்னை பிடித்தால் என்ன சிவேஞ் எ மூதரு என பிடித்தால் அழுகாதீர் வணங்காமல் இழந்தேன் வயதை அந்த வீழ்நாளை வணங்காமல் இழந்தேன் வயதை தன் வீணாலை சுணங்காமல் எடுங்கள் என்னை சேர்ந்து சூழ்ந்து அழுகாதீர் சுணங்காமல் எடுங்கள் என்னை சேர்ந்து சூழ்ந்து அழுகாதீர் எப்போதும் பாவி என்னை போலும் இல்லையேகான் எப்போதும் பாவி என்னை போலும் இல்லையகான் என்ன கூடும் என்னால் என்ன கூடும் என்னால் என்ன என்ன வேதனைகள் என் பேரில் ஏறு மொகான் இந்த என்ன வேதனைகள் என் பேரில் ஏறு மொகான் இன்ன சின்னமோ சேர்ந்தனக்கு அழகாதீ இல்லை என்ன சின்னம் சேர்ந்திருந்து அழகாதீ நான் பிறந்த நான் வளர்ந்து நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் பிறந்த நான் வளர்ந்து நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் கண்ட சொப்பனமாய் நான் அறிய நழுகாதீர் நான்கண்ட சொற்பனமாய் நான் அழுதீன் அழுகாதீ ஆறாதி அணக உரம் வாடிய யாராக இருந்தும் அணக உர வாடியுனான் எனக்கழக வந்தீர்கள் ஆறுந்துணையில்லாமல் ஆனேனே அழகாதீ இங்கு நீங்கள் எல்லாம் எனக்குதவும் பந்துக்கள்ான் இங்கு நீங்கள் எல்லாம் எனக்கு உதவும் பந்துக்கள் தான் அங்கு நீங்கள் யாரும் அறியேனே அழகாதீர் அங்கு நீங்கள் யாரோ அரியணே அழகாதீர் சொந்த படியால் சூழ்ந்தழுக வந்தீர்கள் சொத்திருந்த படியால் சூழ்ந்தழுக வந்தீர்கள் செத்தை நீழந்து சொத்தை சுற்றி நின்று அழுகாரி செத்தே இழந்து சொத்தை சுற்றி நின்று அழுகாரி எெங்கோ ஏழைகளும் இங்கு வந்து அழகீர்கள் எங்கெங்கோ ஏழைகளும் எங்கு வந்து அழகீர்கள் எங்குள்ளோரே என்று என்ன என்று அழுவங்க அழுகாதீ எங்குள்ளோர் என்று சொன்ன ஏன் அழுகங்க அழுகாதீ எனக்காக அழுவதினால் ஏதுமக்கு நன்மைகள் எனக்காக அழுவதினால் ஏதுமக்கு நன்மைகான் உமக்கான சாவை உணர்ந்தழுகும் மறக்காதீ உனக்குள்ள சாவை உடன் தழுகும் அழுகாதி இனி வேளை ஆட்சி எனக்கு இருக்க ஏலாதுகான் இனி எனக்கு இருக்க ஏலாதுகான் என்னை தூக்கி குடுப்பாட்டி எடுத்திடுங்கள் அழுகாதி என தூக்கி குழு பாட்டி எழும்புழிக்கு அழுகாதீர் என் பாவம் எல்லாம் இரையோன் பாதித்திடனான் என் பாவம் எல்லாம் இரையோன் போரு திடக்கான் ஒத்தாசை வைத்து உகந்து கேழும் உகந்து கேழும் அழுகாதீர் பாடு போலே இருக்குதூங்கள் பாடுகள் கான் என் பாடு போலே இருக்குதுங்கள் பாடுகள் கான் என்னும் இந்நாளையீ அழுகாதீர் என்னும் இந்நாளையீ என் அழுகாதீர் அருமை பெரியோர்களே தாய்மார்களே இவ்விதமாக மையத்து சொந்த சொல்லி அடுத்து மையத்துக்குழுது மையத்து சொல்வது மையத்தடுத்த மக்கள் மனுஷால் அழுகையில் மையத்தடுத்த மக்கள் மனுஷால் அழுகையில் மற்றும் ஜனங்கள் சூழ்நின்றுகையில் அந்த வேலை மையத்தழுது சொல்லுதி உடலும் உடல மெதுவாச்சை அழுத்தாதீர்களே உடலும் அந்த சக்தியில் அமலாஜுதே கொதிக்க உடலில் நீரை மாறாதீர்களே உடலில் நீரை வாழாதீர்களே கொதறி சதைகள் கீரின் உடல் போலாச்சுதே அரைக்க போதாது அடைப்ப தேயாதீர்களே அரைத்து தூக்கி செதறி நொறி போலாச்சுதே அரைக்கு செரிக்கி நொறிக்கின் உடல் போலாச்சுதே எலும்பு சுழிக்கு ஏந்தன் எந்த உடலினே எலும்பு சுழிக்கு ஏவதன் உடலினே எடைகள் பெருத்தை யானைகள் போல் ஆற்றிதே எடைகள் பெருத்தை யானைகள் போலாற்றிதே மிகுதம் எண்ணை பிரட்டி உருட்டாதீர்களே மிகுதை பிரட்டி உருட்டாதீர்களே மிகுதி நெறிப்பில் வந்த உடல் போல் ஆச்சு முரட்டும் பெறட்டும் இழுப்பும் தைப்பும் சொல்லில்லா மிரட்டும் பரட்டும் இழுப்பும் தைப்பும் மிரட்டும் பரட்டும் இழுப்பும் தைக்கும் மடக்கு சுருட்டி விடிகள் போலே மடக்கி சுருட்டி விடிகள் எடுக்க வைக்காதீர்களே தப்பி அழித்த கண்டின் உடல் போல் ஆச்சுதே கவனை மிகுதம் இறுக்கி கவனை மிகுதம் இருக்கி கட்டாதீர்களே கருக்கின் உடலை வேக வைப்போல் ஆச்சிதே கருக்கு வேக வைத்த உடல் போல் ஆச்சிதே சொந்தமல்ல எனக்கும் ஆத்திரம் இந்த சொந்தமல்ல எனக்கும் ஆத்திரம் இந்த ஆள் சந்திக்கும் தான் உங்களையும் கட்டாயந்தான் சந்திக்கும் உங்களையும் கட்டாயந்தான் மை பெரிய தாய்மார்களே இதுபோல் மையத்துக்குடிய நேரத்தில் சொல்லுகின்றது அடுத்து கபனிடும் போது மையத்து என்ன சொல்லுகின்றதை ஆனால் மையத்திற்கு கபனை உடுத்தும் போதது சொல்லும் மனம் கேகுமே மையத்திற்கு கபனை உடுத்தும் போதது மெத்த நொந்து சொல்லும் மனங்கள் வகுதி சேதமையின் மக்களே மனுஷார்களே சேதமக்களே மனுஷார்களே செய்தி சிலது சொல்கிறேன் செய்தி சிலது சொல்கிறேன் நண்பரே இன்னை இனி வருவேன் நின்று சேரலாச்சிதே மக்கள் ராசி மற்ற ஆசினி சிறே மக்கள் ராசி மற்ற ஆசினி செரே மெத்தறிந்து செத்திடாமல் ஆச்சிரே மெத்தறிந்து இன்ன இன்ன இல்லையே இன்னை என்ன வேலை செய்தேன் இல்லையே இந்த வயதில் சாவு ஏதென்றிருந்தனே இந்த வயதில் சாபு ஏதென்றிருந்தனே கபனை இப்போ உடைய ஆச்சுதே இந்த கபனை இப்போ உடைய மாற்றுதே எனக்கும் பெரிய மூத்தவர்கள் இருக்கவே எனக்கும் பெரிய மூத்தவர்கள் இருக்கவே எனக்கும் மவுத்து வந்து பயணம் ஆச்சுதே எனக்கும் மவுத்து பயணம் வந்து ஆச்சுதே நல்ல அமல்கள் ஏதும் செய்தேன் இல்லையே நல்ல அமல்கள் ஏதும் செய்தேன் இல்லையே நாச மோசம் என்றாச்சிதே நாச மோசம் என்றாட்சிதே ஆசி துனியா அவலங்கள் இல்லையே ஆசி துனியா இனி வராமல் ஆச்சிதே ஆசிரீர்க்க இனி வராமல் ஆச்சிதே இன்று என்னை போல ஏழை இல்லையே இன்று என்ன போல ஏழை இல்லையே இன்றையோடு பேரும் அறையல் ஆச்சிதே பேரும் அறையல் காலம் எல்லாம் சேர்த்த சொத்தை சேர்த்தனே காலம் எல்லாம் மெத்த சொத்தை சேர்த்தனே கை ரொராத்து செய்யாமல் இருந்தே கைரகை ராத்து செய்யாமல் இருந்த நீத்தை விட்டு உங்கள் பேரிலே பறிக்க கொடுத்த ம பிரிந்து போக வேலை வந்து மாற்றிதே இந்த வேலை பாருந்தன் சூரத்தை இந்த வேலை பாறும் எந்த நேரம் மணிமிராமல் ஆச்சிதே இந்த நேரம் இனி வராமல் ஆச்சிதே வேண்டாம் மக்களே கண்மணிகளே அழுக வேண்டாம் கண் அழுக வேண்டாம் மக்களே கண்மணிகளே அருமை அறியா தப்பும் அழியும் ஆச்சிதே என்னை அடக்கி சபரி செய்யுங்கள் மக்களே என்ன மண்ணில் மறைக்க வேலை ஆச்சுதே தாய் தந்தை மற்றும் உள்ள தாவி எடுக்க என்ன வேலை ஆச்சுதே தாவி எடுக்க என்னை வேலை இந்த உலகம் மிரட்டி வழிகேட்டாக்குமே இந்த உலகம் மிரட்டி வழிகேடாக்குமே போின் அரகில் சாய்க்குமே இஜத்தின் அரகில் சாய்க்குமே பெருது துணியா பெருந்து வணக்கம் செய்யுமே பெருது துணியா பெருந்து வணக்கம் செய்யுமே திரும்பி தீனில் படி நடந்து வையுமே விரும்பி தீனில் படி நடந்து வையுமே அருமை பெரியோர்களே தாய்மார்களே இதுபோன்று மையத்து சொல்லி அடுத்து கட்டின உடுத்து கவனை உடுத்து கவனை மையத்துக்கு தீர்ந்தபின் அடுத்து மலக்கு சொல்வதை நீ தூர்ந்துகேள் அடுத்து மலக்கு சொல்வதை நீ தூர்ந்துகள் இந்த உலகில் வாழ்வு சதம் என்றிருந்தியே இந்த உலகில் வாழ்வு சதம் என்றிருந்தியே இந்த லோகம் விட்டு கதனை தெரிந்தியம் விட்டு கதனை தெரிந்தியே மக்கள் மனுஷாலோடு கூடி இருந்தியே மக்கள் மனுஷாலோடு கூடி இருந்தியே துக்கம் பெற்று கதனோடு ஒழிந்தியே மெக்க துக்கம் பெற்று கதனோடு ஒழிந்தியே வயதை செலவு செய்தி செத்தனி வயது வேனில் செலவு செய்தி செத்தனி வயிறை வளர்க்க நீ செய்த நீ வயிறை வளர்க்க வேலை நிறுத்தம் நீ என்ன மோசம் செய்து கபனில் என்ன மோசம் செய்து கபனில் செய்து பயணமான நீந்தி கேள்வி தொழுவி மே முந்தி கேள்வி தொழுவிமே மற்றதெல்லாம் பிந்தி கேள்வியாகுமே மற்றதெல்லாம் திண்டி கேள்வியாகுமே தொழுவி அணி நோம்பு ரமலான் வைத்திய தொழுவி அணி ரோம்பு ரமலான் வைத்தியா தொழிலும் பற்றி விட்டு நீங்கி பிழைத்தியா தொழிலும் பற்றி விட்டு நீங்கி பிழைத்திய புறணிகோளை விட்டு நீங்கி பிரிந்திய புரடி கோளை விட்டு நீங்கி பிரிந்தியாம் பிறரை நோக பேசிடாமல் இருந்த பேசிடாமல் இருந்த நன்மை ஏதும் தேடி வைத்து சத்தியாம் நன்மை ஏதும் தேடி வைத்து சத்தியா நல்ல வழியில் இருந்து காலம் கழுத்தியாம் இடத்திலே இல்மு பெர் இடத்தில் உந்து சேர்ந்த இல்மோ அணி யாயம் விட்டு நல்ல அமலை செய்திருந்தாள் இன்றைக்கே நல்ல அமலை செய்திருந்தாள் இன்றைக்கே நல்ல மாறாயம் வரும் செக்காவிலே இன்று உன்னை போல தோசை இல்லையே இன்று உன்னை போல தோசை இல்லையே இன்று உனக்கு தொல்லையே இன்று உனக்கு தொல்லையே தொட்டையே நாசமோச என்று தொட்டதுன்னையே நன்றி ஏது செய்திடாமல் கெட்டியே நன்றி ஏது செய்திடாமல் கெட்டியே கபர் ஹசரு கபர் ஹசரு புல் சிராத்து நடக கஷ்டமடைவ வழிகள் தேடி பற்றியே கஷ்டமடையும் வழிகள் தேடி பற்றியே தகல பேரும் இந்த ஹாலை கேளுங்கள் தகல பேரும் இந்த ஹாலை கேளுங்கள் சஞ்சலத்தை வைத்து நன்மை தேடுங்கள் சஞ்சலத்தை வைத்து நன்மை தேடுங்கள் சல்லி சையது அருமை பெரியோர்களே தாய்மார்களே இவ்விதமாக மலக்கு கபன் பொதித்ததுக்கு பின்னால் வந்து சொல்லியதின் பண்பு மையத்து வீட்டை விட்டு வெளியே புறப்படுகையில் மையத்தை சொல்கிறது வீட்டு வெளிய மையத் தடுக்கும் போதுகான் வீட்டு வெளியே கான் வெறுத்து நொந்து சொல்வதை நீர் கேளுங்கான் வெறுத்து நொந்து சேர்வதை நீர் கேளுங்கான் குடும்பத்தாரே மக்களை என் மனிதரே குடும்பத்தாரே மக்களை என் மனிதரே கொடுமை பிரிச்சல் வந்து நமக்குள் ஆச்சுதே கொடுமை பிரிச்சல் வந்து வாச்சுதே வேதம் முறைத்தபடி நடாம போச்சுதே வேதம் முறைத்தபடி நடாமல் போச்சுதே வேதனை கிடங்கொடாமல் வேதனைகள் கிடங்கொடாமல் ஐயோ கையும் காலும் கடுங்கள் ஐயோ கையும் காதும் யோ பிரிச்சல் ஆச்சு சேதமே ஐயோ ஐயோ பிரிச்சல் சேதமே ஐயோ கையும் காலும் நடுங்கள் ஆச்சுதே ஐயோ கையும் காலும் நடுங்கலாச்சுதே கூட்டு பூனை பிடிப்பது போலவே கூட்டு கிழியை போன பிடிக்கும் போலவே கலைத்து பிடித்துப்படும் பிரியலாச்சிதே களைத்து பிடிக்கப்படும் ஆச்சிதே கூட்டமுட்டம் இழந்து பிரிந்து போறனே கூட்டமுட்டம் இழந்து பிரிந்து போறனே கூடியிருக்கையினராமல் ஆச்சிதே கூடியிருக்கையினராமல் ஆச்சிதே மலக்கும் என்னை தேடி பிடித்தே மலக்கும் என்னை தேடி பிடித்ததே மறைந்து ஒழிக்க தோதிலாமல் ஆச்சிதே மறைந்து ஒழிக்க தோதிலாமல் ஆச்சிதே துக்கமேயின் துக்கமே என் துக்கமே துக்கமே என் துக்கமே என் துக்கமே துக்கமிகை விட்டு பிரியல் ஆச்சிதே துக்கமிமை விட்டு பிரியல் ஆச்சிதேன் இரவு பகலும் மக்கள் தோஷம் அழுகையில் இரவு பகலும் மக்களோடு இருக்கையில் இனி வராமல் விட்டு பிரியல் ஆச்சுதே இனி வராமல் விட்டு பிரியல் ஆச்சுதே எந்த மக்கள் என் தோழரே எந்த மக்கள் மனிதரே என் தோழரே இந்த பிரிச்சல் இப்போ வந்து வாசிதே இந்த பிரிச்சல் இப்போ வந்து வாசிதேன் இந்த பிரிச்சல் இப்ப ஏதென்றிருந்தனே இந்த பிரிச்சல் இப்ப ஏதென்றிருந்தேனே இந்த வேலை பிரிந்து போகலாச்சிதே இந்த வேலை பிரிந்து போகலாச்சிதே அழுகையை என் அழுகையை என் அழுகையே அழுகையை என் அழுகைய என் அழுகையே அழுதும் அழுதும் பிரிவே தேதனால் ஆச்சிரே அழுது அழுதும் பிரிவேதனால் ஆச்சிரே என்ன செய்வோம் என்ன செய்வோம் மனிதரே என்ன செரே என்னை நீங்கள் சந்தி தாச்சிரே என்னை நீங்கள் சந்திப்பேதன் தாச்சிரே சவறு செய்யுங்கள் அசலாமு ஆலைக்கும் செய்யுங்கள் அசலாமு ஆலைக்கும் ஜல் தியுங்கள் வேலை மாச்சிதே ஜல் தியுங்கள் வேலை மிகுத மாற்றிதே சல்லி சல்லி யோமின் அப்பா செய்யது சாதார்த்தி வேதி ஹசுனா